வணக்கம் பேங்க் நிஃப்டியில் 1 மினி சார்ட் வாட்ச் பண்ணுறோம் ஜான் 25 ஃபைவ் வெனஸ்டே 9.16 நயன் சிக்ஸ்டீனுக்கு செல் கால் வந்திருக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த சார்ட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் டெய்லி மார்க்கட்னுடைய மூவ்மெண்ட் நம்ம அப்சர்வ் பண்ணதில் நமக்கு லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் பார்த்திங்கன்னா மேலே புல்லிஷில் இருந்துச்சு மார்க்கட் ஏறிச்சி அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக இறங்கிக்கிட்டே இருந்துச்சு இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா கேண்டில்னுடைய மூமெண்ட்டை பார்க்கும் அந்த கேண்டில் எந்த சைடு இறங்குது மேலே போதா அந்த மாதிரி பார்த்துட்டு ப்ரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து கொடுக்கும் ரொம்ப சிம்பிளான சார்ட் யார் வேணாலும் பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பார்த்தோன்னே இப்போ ரெட் கலர்னால் இது ஒரு டவுன் ட்ரென் அதே கிரீன் கலர்னால் இது ஒரு பையிங் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன கால் வருதோ அதை மட்டும் ட்ரேட் பண்ணுங்கன்ற நம்ம கைட் பண்ணுறோம் இதில் லைவாவே உங்களுக்கு டிப்ஸ் கிடச்சிரும் எப்படின்னா என்ட்ரி பாயிண்ட் ரெண்டு டார்கெட் ஒரு ஸ்டாப்லாஸ் கிடைக்கும் ரெண்டு டார்கெட்டுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் எப்போயுமே ஒரு சேஃப் ட்ரேட் சேஃப் எக்ஸிட் செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இன்னும் இறங்கும் மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நினப்பீங்க நிறைய பேர் உங்களுடைய ஓன் டார்கெட் வச்சு கூட ட்ரேட் பண்ணுவீங்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு டூல் தேவைப்படும் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்போ இறங்குதுன்னு தெரியும் ஆனால் இது செல் ட்ரெண்டு தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட இன்னொரு கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினப்பீங்க ஸோ அந்த மாதிரி கூட இந்த சார்ட் உங்களுக்கு லைவில் சப்போர்ட் பண்ணும் இன்றைக்கி ஓப்பனான ஒன் மினிட்ல செல் கால் வந்துச்சு ஸோ ரெட் கலர் வந்துட்டு செல் அட் அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் லைன் கீழர் கட் தான் ரெண்டு டார்கட் ஃபஸ்ட் டாரட் நூறு பாயிண்ட்டுக்கு மேலே செகண்ட் டாரட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே கரெக்டாக சொல்லணுன்னா ஃபார்ட்டி டூ ஃபைவ் தேர்ட்டி செவன் அதான் நம்மளுடைய ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் கால் ஜென்ரேட்டான பத்து நிமிஷத்துக்குள்ளே மார்க் நமக்கு நூறு பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு ஆனால் ஃபஸ்ட் டாரட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு பாயிண்ட்டுக்கு மேலேயே இருந்ததுனால அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து தான் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி இறங்கிச்சு நிஃப்டிலையும் ஒன் மினிட் சாட்டில் மார்க்கெட் ஓப்பனான 1 மினிட்லேயே செல் கால் எயிட்டீன் தௌசண்ட் வந்தது 18038 தௌசண்ட் தேர்ட்டி வந்து பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா நல்ல சப்போர்ட்டிங் டூல் வச்சு ட்ரேட் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹே மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ